அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவிஎன் எனப்பிலிருந்து பேசுறாங்க என்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு திசையை பத்தி பார்க்க போறோம் ராகு திசை எந்த ராசி மற்றும் லக்கனக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க பொதுவா ராகு திசைக்கு உண்டான பலன்களை இப்ப பார்க்கலாம் பின்னாடி எந்தெந்த ராசி மற்றும் லக்கனக்காரங்களுக்கு அது யோகமா மாறுது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமா எந்த லக்னக்காரங்களுக்கு மாறுது அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க ராகு திசை பொதுவா பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு கண்டிப்பா வந்து சிறு வயசுலயே வந்துடும் அதாவது பள்ளி பருவம்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுல வந்து இதை கடந்து வந்துருவாங்க அப்ப அவங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது அதாவது குழந்தை பருவத்துல படிக்கிற பருவத்துல வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்னால பிரச்சனைகள் சரியா மந்தத்தன்மை ஏற்படுறது நல்லா நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க வீட்டுல நல்லா சொல்லுவாங்க ஆனா எக்ஸாம் ஹால்ல அந்த டைம்ல போய் உட்காரும் போது எல்லாம் பிளாங்க் ஆகிடும் இது நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஜாதகட்டை எடுத்து பாருங்க அதுல தசா புத்திகள்லாம் போட்டிருக்கோம் அதுல ராகுதசை வரும்போது குழந்தை பருவத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மந்தத்தன்மை ஏற்படும் அதாவது ராகு திசை உள்ள வரும்போதே நம்மளுக்கு எல்லாமே மறந்துடும் பிளாங்க் ஆகிடும் அதாவது குழந்தை பருவத்துல சொல்றேன் மிஸ்ஸு கிட்ட திட்டு வாங்குறது அடி வாங்குறது கெட்ட பேர் உண்டாடுறது இந்த குழந்தையில என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் இதே இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அது கடந்து வராங்க ராகுதேசை கடந்து வராங்கன்னா காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற டைம்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா உட்கார்வீங்க ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க ஆனா அந்த பேரை வந்து கெடுக்கும் நீங்க செய்யற வேலையில இருக்கிற பேரு அதாவது நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருப்பீங்க ஆனா அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஒர்க்குக்கான விஷயம் வந்து ஒரு பிளாக் மார்க்கா வந்துடும் அதே மாதிரி லைஃப் ஒரு ட்ராஜடியா அமையும் அதாவது உங்களுக்கு ஒரு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க அது திருமணம் தேதி சரியா அமையல அப்படின்னா கண்டிப்பா லைஃபே ஒரு ப்ராப்ளமா போயிடும் அதே மாதிரி சிறு வயசு குழந்தைங்களுக்கு வந்து ராகு திசை வரும்போது அவங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் ஆறு கெட்டா இருந்தது அப்படின்னா தந்தையும் தாயும் தாயும் தந்தையும் வந்து பிரிவினை காணும் அதாவது குறிப்பிட்ட நாள் இல்ல குறிப்பிட்ட வருஷம் வந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அது ராகுதேசை கிடக்கும் போது சில விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது அது தெரியும் அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ளாங்க ராகு திசை கடக்கிறாங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு நரம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள இரத்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரும் உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா சந்திச்சுதான் வருவாங்க அது கவலைப்பட ராகு திசை வரும்போது நீங்க கவலைப்படாதீங்க விநாயகரை சுற்றி இருக்கிற நாகர் இருக்கிறதா பாத்துக்கோங்க அரசமர விநாயகரா பாருங்க சுத்தி நாகர் இருக்கிறதா பாத்துட்டு தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆஹ் மஞ்சள் குங்கும் அதுல போட்டுட்டு பால் ஊத்திட்டு ஆஹ் ரெண்டு நெய் தீபம் வச்சுட்டு வாங்க இதுதான் பெரிய பரிகாரமே உங்களுக்கு இந்த ராகு திசை வருது அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு இதுதான் நான் சொல்லுவேன் பரிகாரமா குழந்தைங்களுக்கு லக்ஷ்மி ஹயர் வழிபாடு பண்ணா நல்ல மனப்பாட சக்தி அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கும் எவ்வளவுதான் படிச்சாலுமே அது வந்து நம்மளுக்கு மைண்ட்ல நிக்காது குழந்தைங்களுக்கு வந்து பிளாங்க் ஆயிடும் அதனால ஞாபக சக்தி அதிகரிக்கும் லக்ஷ்மி ஹயர் வந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி விநாயகர் சுற்றி நாகர் இருக்குது இல்லைங்களா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அங்கே போய் பக்கத்துல இருந்ததுன்னா போய் அரசமர கோயிலாக இருந்ததுன்னா போய் உட்காந்து பிரேயர் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகரோட மந்திரத்தை சொல்லிட்டு அங்கே மந்திரம் சொல்லுங்க இல்லை ஓம்கம் கணபதிய நமக்கு சொல்லுங்க சொல்லிட்டு பால் மஞ்சள் குங்கோல அங்கே ஊத்திட்டு விநாயகரும் சரி நாகருக்கும் வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு ரெண்டு நெய்தீபம் வச்சுட்டு ஒரு மூணு முறை நம்ம ஒற்றைப்படையில சுத்தி நல்லா வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு பருவநிலையிலும் இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா இருந்து வரும்போது ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தையில இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் வரும்போது என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இருபது வயதுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் பேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்கேன் இதெல்லாம் ஒரு அவுட்லைனா சொல்லிருக்கேன் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு அம்பது வயசு வரைக்கும் அதுக்குள்ள ராகு திசை வந்ததுன்னா என்ன இதுக்கு இந்த பலன்கள் நான் சொல்லியிருக்கேன் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து ராகு திசை கடந்து வர முடியுமாங்க அப்படின்னா கண்டிப்பா வர வர முடியாதுங்க சில குறிப்பிட்ட ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகு திசையை டச் பண்ணி கடந்து வருவோம் ஆனா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசையோ அல்லது கேது திசையோ இல்ல சனி திசையோ இந்த மூணு திசையும் கிராஸ் பண்ணாத ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது ஏன்னா கருமாவை கொடுக்க கூடியதே இதுதான் அதனால வந்து ராகு திசை கண்டிப்பா இந்த நட்சத்திர பலனை வச்சு இப்ப நான் சொன்ன இல்லைங்க உதாரணத்துக்கு மிதனராசி திருவாதிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே ராகு வந்துருவாரு அதாவது குழந்தை பருவத்துல அந்த மாதிரி எந்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னா அது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு ராகு திசை சின்ன வயசுல வந்துரும் மிடில் ஏஜ்ல வரவங்களுக்கும் இருக்காங்க இல்ல கடைசி பாகம் வரவங்களுக்கும் ராகு திசை கண்டிப்பா வரும் இந்த மாதிரி வந்து கடக்காதவங்க அதாவது ராகு திசையே இங்க வரலங்க நான் வாழ்க்கை ஃபுல்லாவே நான் இது பண்ணிட்டேன் ஆனா எனக்கு ராகு திசைன்றது வரல அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல வந்து கேது திசை கடந்திருக்கும் இல்ல சனி திசை இதெல்லாம் கருமாவை கொடுக்கக்கூடிய திசைதான் அதனால வந்து இதுல ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய திசைகள் தான் நம்ம ஒரு நல்ல விஷயமாதான் இது எடுத்துக்கணும் இந்த ராகு திசை வரும்போது எந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதாவது உங்களுடைய லக்கணத்தை எடுத்துக்காங்க அதுதான் உயிர் உங்களுக்கு லக்கணம்னா மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் எடுத்துக்கலாம் லக்னம் உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் எடுத்துக்கலாம் மேஷ லக்கணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த இடத்துல வந்து ராகுபகவன் உட்காந்துட்டார் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான ஒரு தொழில் பண்ணுறதும் சரி இல்லை சினிஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான லாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமா இருந்திருக்கும் அதாவது முதல் பா பாகத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா நீங்க லாபத்தை எடுத்திருப்பீங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் மறுபடியும் இதுல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு வரலாம் அப்படின்ட்டு ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்படும் அதாவது ஆசை வந்து தூண்டுதல் இந்த ராகு என்ன பண்ணுவாரு ஆசையை தூண்டுவாரு அப்ப நம்ம மறுபடியும் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுல ஒரு பல லட்சங்களா இருக்கலாம் இல்லை பல கோடியா இருக்கலாம் இல்லை பல ஆயிரமா இருக்கலாம் நம்மளுக்கு பொருளாதாரத்தை பொறுத்துதான் இருக்கு ஒருத்தர் வந்து சின்ன வகையில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தர் பெரிய லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒருத்தர் கோடியில பண்ணுவாங்க பிஸ்னஸ் வந்து நம்ம லோலருந்து அப்பு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் லோ கிரேட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது ரொம்ப இல்லாதவங்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டு இருப்போம் அவங்களுக்கு என்ன ஆசை வரும் சீட்டு போடலாம் இல்லை வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் பணத்தை அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அதில் நிறைய லாபம் கிடைக்கும் மறுபடியும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுல சீட்டு போடலாம்னு சொல்லும் போது அதுல ஏமாற்றுவாங்க நிறைய பேர் ஏமாந்து போறதுலாம் பார்த்தீங்கன்னா ராகு தசையில தான் நிறைய பேர் ஏமாந்து போவாங்க அதே மாதிரி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகுந்த விபரீத ராஜ்யோகத்தை கொடுப்பாரு அந்த ராகு தசை வரும்போது இந்த ஆறாம் இடத்திலயும் எட்டாம் இடத்துலயும் இருக்கும் போது நம்ம தப்பிச்சிக்கலாமா நல்லா இருக்கும்ல இப்ப மேஷ லக்கணும் எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மேஷ லக்கணத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடம் ஆறாம் இடம்ன்றது சத்துருஸ்தான் சொல்லுவோம் எட்டாம் இடம் ஆயிலையும் குறிக்குது அதம ராஜயோகத்தையும் குறிக்குது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த ராகு வந்து அந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பணவரவு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவாரு கண்டிப்பா வந்து ஏற்படும் ஆனா அடைவில பாத்தீங்கன்னா அது சரிவை சந்திப்பீங்க அதாவது பிரம்மாண்டத்தை காட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பணம் வந்து பல கோடிக்கு உங்களுக்கு டர்ன் ஓவராய் உங்களுக்கு வரும்போது மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே துணிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம் யாரா கண்டிப்பா நம்ம நினைப்போம் அது நான் வந்து கோடி கணக்கிலயும் சொல்றேன் லட்சத்திலையும் சொல்றேன் ஆயிரம்லயும் சொல்றேன் ரொம்ப இல்லாதவங்களுக்கும் இதை நான் சொல்றேன் ரொம்ப இல்லாதவங்க கூட ஒரு சீட்டு போட்டு ஒரு வியாபாரம் பண்றாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இதுல வந்து அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க பத்து அது ஒரு ஆசை தூண்டுற மாதிரி தானே அர்த்தம் அது நம்ம போடும்போது முதல் தடவை உங்களுக்கு பணம் வந்திருக்கும் ரெண்டாவது தடவை இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லாம் சேர்த்தி போடலாம் இருக்கிற க பணம்லாம் எடுத்து வச்சு நம்ம அதில் போடலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆகட்டும் அதாவது சினிஃபீல்ட் ப்ரொடியூசர் ஆகட்டும் அது பிரம்மாண்டமாக அது கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்றது இந்த விஷயம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எதுனாலும் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது பிரம்மாண்டத்தை காட்டி நம்மளுக்கு ஒரு சரிவை ஏற்படுத்துவார் ராகு அதனால விபரீத ராஜயோகம் கண்டிப்பா ராஜயோகமும் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் வந்து ராகு பகவான் போறது மூலியமா அது கோச்சாரப்படி வந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு உங்க லக்கணத்துல இருந்து மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் சரி நல்ல விஷயம்தான் ஆனா மற்ற தசா புத்திகள் வரும்போது கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு கொடுக்கும் ஆனா ராகு தசையை பொறுத்த வரைக்கும் அது யாரா இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்துல உட்காந்து இருந்தாலும் சரி அது உங்களை பாதிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிக்கதாங்க செய்யும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆனா குடுத்து அந்த ராகதசை முடியறதுக்குள்ளேயே ஒரு சரிவை கொடுக்கும் சரிவுனா பாடம் கத்துப்பீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் இதுல இந்த அளவுக்கு வந்திருக்கு மறுபடியும் பெரிய அளவுக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போய் உள்ள போய் மணி வந்து லாக் ஆயிடும் அந்த இடத்துல நீங்க மாட்டிக்குவீங்க அங்கதான் நம்ம கருமா வேலை செய்யுது நம்ம என்ன சொல்லணும் வருது இல்லைங்களா இப்ப வந்து நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அதுல வந்து உங்களுக்கு உங்க கடன் எல்லாம் கட்டினது போக உங்க கையிருப்பு வந்து இருபதாயிரம் ரூபாய் நிக்கிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுல பத்து சதவீதம் அதாவது இருபதாயிரத்துல பத்து சதவீதம் எவ்வளவு வருது ரெண்டாயிரம் ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆகுது ஆயிரம் ரூபாயாவது எடுத்து வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அதை செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிவில்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம் அதாவது நம்ம சம்பாதிக்கிறது ஒரு அஞ்சு சதவீதம் இல்லை பத்து எடுத்து வச்சுக்கணும் பர்சன்டேஜ் நம்மளுக்கு லாபம் வரக்கூடிய நம்மளுக்கு லாபம் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லா விஷயமும் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு நி நில் அமௌண்ட் உங்களுக்கு கடைசியாக வருது இல்லைங்களா நெட் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்ல வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை டென் பர்சன்டேஜ் வந்து தனியாக ஒதுக்கிடணும் ஒதுக்கி மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யலாம் இல்லை அன்னதானம் கொடுக்கலாம் ஆஹ் நிறைய ராகு திசை வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்யலாம் ஊனமுட்டுறவங்களுக்கு நீங்க செய்யலாம் அது வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த பல்க் அமௌண்ட் அதாவது அந்த லட்சமோ இல்ல கோடியோ வந்து சேஃப் ஆகும் சேஃபா தப்பிச்சுக்கலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே கண்டிப்பா வந்து ஒரு முதலுக்கு ஒரு மோசமாகாது நீங்க அடுத்தது இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்ப்போம் ஆனா அது கூட கட் ஆயிடும் வாய்ப்பு ஆனா முதலுக்கு மோசமாகாதான் இருந்துக்கலாம் அது மாதிரி நம்மளுக்கு சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சுகளுக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது உங்களால என்ன முடியுதோ தானந்தர் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்ல உங்களுக்கு அடி விழாது அதாவது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுப்பாரு அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும்போது ஒரு நல்ல விஷயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கூட நீங்க ஓபன் பண்ணி கூட சேவைகளை பாதி ஒரு ஒரு டென் வந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பிரச்சனைகளே வராது அதாவது முதலுக்கு மோசமாகாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இது வந்து வாழ்க்கையில நீங்க அனுபவ ரீதியா நீங்க சந்திப்பீங்க எல்லாருக்குமே இது பிரச்சனை வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசையில வரும்போதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது ராகு வந்து ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறது தவறில்ல மிகப்பெரிய ராஜயோகம் அது மற்ற திசை வரும்போது உங்களுக்கு தூக்கி அதான் ராகு திசை வரும்போது உங்களுக்கு ஆசை காட்டிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு இப்ப ஃபாரின் போனோம் அப்ராடுக்கு கண்டிப்பா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இங்க வெளியூரோ இல்ல வெளிநாடோ இல்ல அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ கண்டிப்பா வந்து அதர் ஸ்டேட்டுக்கோ அவங்க வந்து போய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதாவது அவங்க லோக்கல்ல இருக்க மாட்டாங்க அப்ராடுக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை லக்கணத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வந்து நல்லா சாப்பிட்டு உரங்க கூடிய ஐன சைன போகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகுபானம் இருக்கும்போது ஃபாரின் கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸ்க்கு நம்ம குடிப்போம் அப்போ வந்து அதர் கண்ட்ரிக்கு நம்ம போகும்போது அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் இல்லை எட்டது கொடுத்த பணத்தை ஏமாற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ராகுதை இல்லை கேது திசையாக இருக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ராகு திசையில மோஸ்ட்லி வந்து நம்ம ஏமாற தான் செய்வோம் கண்டிப்பாக வந்து இல்லை ஒரு சம்பளம் வந்து ஒரு ஃபிக்சட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சொல்கிற ஒரு சேல்ரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அப்ராடுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய சேல்ரி வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் வரும் ஒரு ஆசைவாத்தை தூண்டி தான் வந்து நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க ஆனால் வேலைக்கு போறீங்க நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்கள் அந்த அப்ராட் போகிறீங்க அப்போயே வந்து அதே உங்களுக்கு ஒரு மைனஸ் தான் ஒரு மனதளவில் கஷ்டப்பட்டு ஒரு வேதனைப்பட்டு தான் அங்கே நீங்கள் சம்பாரிச்சு கொண்டு வரீங்க பணத்தை தீபாவளி பொங்கல் எதுவுமே வந்து நம்ம வந்து பேசிக்கத்தான் முடியும் ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஆனால் அவன் வர முடியாது இத்தனை சொல்லி கான்ட்ராக்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போவாங்க அதாவது நான் சொல்றது ரொம்ப இல்லாதவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வெளிநாட்டு பிரயாணம் கிடைக்கும்போது வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைக்கும் போது அவங்களுக்கு ராக திசை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்தை விட்டு போகும்போது அவங்களுக்கு மன பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்க பேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பா போயிருப்பாங்க ஒரு சேல் போய் பார்த்தா தான் ஒர்க்கு உண்டான சேல்ரி இருக்காது அதாவது எஃபர்ட் அதிகமா போடுற மாதிரி இருக்கும் உழைப்பு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து அந்த வாழ்க்கையை வந்து ரன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புத்துக்கு பால் ஊத்துறது மஞ்சள் குங்குமம் போடுறது நெய்தீபம் வைக்கிறது இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரா செஞ்சிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு பாலபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போய் பாலபிஷேகம் கொடுத்துட்டு அதை கண்ணுல பாத்துட்டு நீங்க வரணும் அதே மாதிரி பக்கத்துலயே அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா திருப்பாம்புபுரம்னு இருக்கு அங்கேயும் போய் சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அந்த ராகதசை கிடக்கும் போது உங்களுக்கு சுலபமா இருக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் தடைகள் இருக்காது அதுக்குதான் வந்து இந்த ரெமடி நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ராக திசையில பொதுவான என்ன சொல்லுவேன் நல்லா இருக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் பேர் கெட்ட பேர் தான் அதிகமா உண்டாக்கும் பணம் நிறைய சம்பாதிப்பீங்க ஆனா அந்த அளவுக்கு அந்த ராக திசை முடியறதுக்குள்ள ஒரு பண நஷ்டம் ஏற்படும் கண்டிப்பா அதை பார்த்த ஜாக்கிரதையா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி அஞ்சுல இருந்து பத்து மத்த உங்களுக்கு எடுத்து வைக்கிறது மூலியமா நீங்க அடுத்த லெவல் கண்டிப்பா நீங்க போகலாம் வாழ்க்கையில ஒரு வெறுப்பு ஏற்படும் இந்த ராகு திசை கடந்து வந்தவங்க ஒற்றுமே இருக்காது அந்த இடத்துல பிரிஞ்சிருப்பாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போகும் அடுத்தது அப்பா அம்மான்னால ஒரு மன சங்கடங்கள் கசப்புகள் அவங்க ஒரு பிரிவினை உண்டாகும் டீனேஜ்ல இருக்கும் போது அதே மாதிரி பள்ளி பருவத்துல இருக்கும் போது ஒரு டீச்சர்ஸ் பார்த்தா ஒரு பயப்படுறது பிரச்சனைகள் உண்டாகிறது ஸ்கூல்ல மிஸ் திட்டுறது சரியா படிக்காம இருக்கிறது பிளாக் மார்க் வாங்குறது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துல டீனேஜ்ல பார்க்கும் போது லவ் ஃபெயிலியர் ஆகிறது தற்கொலை முயற்சி ஈடுபடுறது இதெல்லாம் ராகு திசையில வந்து சூழ்நிலை கட்டாயம் வந்து கண்டிப்பா ஏற்படும் நீங்க எடுத்து பார்க்கும்போது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வந்து விபத்துகள் ஏற்பட்டு இருக்கலாம் சந்திச்சிருப்பாங்க உடல் ரீதியான பாதிப்புகள் ஆபரேஷன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க தற்கொலை முயற்சி ஈடுபடுறது அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகிறது அந்த மன ரீதியான பிரச்சனைகள் உளைச்சல்கள் இதெல்லாம் இந்த ராகு திசையை கடந்து வரும்போது கண்டிப்பா அவங்ககிட்ட கேட்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு இப்ப இதுல மீளணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பரிகாரங்கள் ஆஹ் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் நீங்க கண்டிநா போயிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு இதுதான் தீர்வுன்னு நான் சொல்லுவேன் ராகுதசைக்கு ஆனா நம்ம கர்மாவை வந்து கழிக்கக்கூடியது வந்து இந்த ராகு திசை கேது திசை சனி திசை இது மூணும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு சுற்றுலா கண்டிப்பா வரும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் அதனால கவலைப்பட தேவையில்ல பயப்படாதீங்க நல்லா இருக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா நான் சொல்ற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் கண்டிப்பா அதை ரீச் பண்ணிடலாம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த முதல வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பரிகாரம் நான் இதை ஆனா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணதை பாத்துருங்க கண்டிப்பா இதுக்கு உண்டான ரிசல்ட் இதுல நான் கொடுத்துருக்கேன் பொறுமைய நிதானமா இந்த வீடியோவா கவனமா பாருங்க இப்போ இந்த ராகதசைக்கு உண்டான ரெமிடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் விநாயகர் சுற்றி உள்ள நாகருக்கு வந்து நீங்க விளக்கு வைக்கணும் அதுக்குண்டான ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு ஊனமிட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்க வந்து உதவி செய்யணும் அதாவது மாதம் மாதம் உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி வந்து சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க உதவிகள் கொடுத்துக்கிட்டே வரும்போது இந்த ராகு திசை நம்மள அதிக பாதிக்காது அது நல்லது நினைச்சு நீங்க செய்யணும் எந்த விதமான கெடுதலும் நினைச்சு தவறான ஒரு விஷயத்துல தவறான ஒரு கண்ணோட்டத்திலயோ நம்ம தப்பான ஒரு விஷயமும் செய்யக்கூடாது அது உங்களை கரெக்டா எப்ப பாதிக்கும் பாத்தீங்கன்னா இந்த ராகுதை முடியறதுக்குள்ள உங்களுக்கு பாதிப்பு வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு திசை உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் குரு வந்து போதனைய கொடுப்பாரு இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இதுல வந்து தவறு செஞ்சுட்டு நம்ம ஜாலியா எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னா குரு கண்டிப்பா விடமாட்டாரு இதுல கரெக்டா நாணயமா நேர்மையா நீங்க கரெக்டா கச்சதமா நீங்க இந்த ராகு திசையை கிடக்கும் உங்களுக்கு அந்த குரு குரு திசைக்கு உண்டான பலன்கள் நூறு இல்லை இருநூறு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதனால நீங்க மறந்துடாதீங்க ராகு திசை கவனமா எடுத்துட்டு போங்க ராகு திசை கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு சில நட்சத்திரங்களுக்கு தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் அந்த நட்சத்திரத்துக்குதான் உங்களுக்கு ராகு திசை கிடைப்பீங்க அதே மாதிரி கேது திசையும் சனி திசையும் சொல்கிறேன் ஒரு மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மூணு விஷயமும் கிராஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம அதாவது ஒரு எண்பது வயது அறுபது வயதுலேருந்து எண்பது வயதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு திசையில் ஏதோ ஒரு திசை நம்ம கிராஸ் பண்ணி தான் வருவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நம்ம கர்மாவை கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு இந்த திசைகள் மூலியமாக தான் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கமும் நம்மளுடைய கரெக்டான ஒரு சிந்தனையும் நம்ம எப்படி நேர்மையா நடந்துக்கிறோம் கச்சதமா நடந்துக்கிறோம் மத் நம்ம பிறந்ததுக்கு மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கணும்னு யார் நினைக்கிறீங்களோ இந்த ராகு திசையை ஈஸியா சுலபமா நம்ம வந்து தாண்டி வந்துடலாம் பயப்படவே தேவையில்லை அதனால எதுவுமே பயப்பட எந்த திசை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ரெடியா இருக்கணும் ராகு திசையை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லை ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதாவது ஆறாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு ராகு பகவான் அதாவது மூன்றாம் இடத்துல இருந்தாலும் கொடுப்பாரு அதாவது மறைவு ஸ்தானம் தானீங்களா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மறைவு ஸ்தானம் தான் அதனால கண்டிப்பா ராகு பகவான் அங்க போகும் போது கண்டிப்பா உங்களுக்கு குடுக்கறத கொடுப்பாரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து ஆனா அந்த எந்த அளவுக்கு நம்ம குடுக்கறாரோ அந்த அளவுக்கு வந்து அந்த ராகு திசை முடியறதுக்குள்ள எடுத்துருவாரு ஒரு நஷ்டங்கள ஒரு சரிவை வந்து கண்டிப்பா நம்ம வந்து அதில் சந்திக்கக்கூடிய ஆஹ் காலகட்டம் வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுதான் நல்ல ஒரு பிஸ்னஸ் பீக்ல போயிட்டு இருக்கும் ராகு திசையில அதுல அதுக்குண்டான புத்திகள் வந்து கிராஸ் ஆகி நம்ம ராகு திசை ராகு புத்தியில சுய புத்தியில கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணி நம்ம வரணும்னு பாத்தீங்கன்னா வர முடியாது சில தடங்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய புத்திகள்லாம் வரும்போது ஏற்ற இறக்கமா இருக்கும் ஆனால் நல்ல ஒரு பீக்கில கொடுக்கும் ராகுதசை ஒரு நல்ல அந்தஸ்த கௌரவத்தை எல்லாமே கொடுப்பாரு ஆனா அதை வந்து எடுக்கக்கூடிய காலகட்டமும் அந்த ராகுதசையிலே ஏற்படும் அதற்குண்டான பரிகாரம் தான் சொல்லிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ராகுதசை பயப்பட தேவையில்லை கண்டிப்பா நல்லபடியா நம்ம அதுல இருந்து மீண்டு வரலாம் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கும் ஆனா அதை தக்க வச்சதுக்காக தக்க வச்சுக்கிறதுக்கான பலன்களையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதனால வந்து வீடியோவை பொறுமையாக நிதானமாக பாருங்க உங்களுக்கு அது புரியும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்